அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திரோஹர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் வரைக்கும் கும்பராசில விழுதுங்க நான்காம் பாதம் வந்து மீனராசில இருக்கு இப்ப இவங்களுடைய இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்குண்டான அதிபதி குரு பகவான் நட்சத்திரத்துக்கு அதிபதியே குரு பகவான் தாங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு நல்ல போல்டான பர்சனா இருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி கால்குலேட்டிவ் மைண்ட் இறை சிந்தனை இருக்கும் கடவுளோட அனுகிரகம் பூர்ண அனுகிரகம் இவங்களுக்கு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பிரில்லியன்ட் மூவ் பண்ணுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து சிந்திச்சு செயல்படக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆனால் இவங்களோட வாழ்க்கை தான் கேள்விக்குறி அதாவது இந்த பூரட்டதி நட்சத்திரக்காரங்களும் எடுத்துக்கலாம் இதுவே இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்கள் லக்ன புள்ளியாகவும் உங்கள் லக்னாதிபதியாகவும் இருந்தால் என்ன பலன் அதையும் நம்ம பார்க்கலாம் உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லக்ன புள்ளியும் லக்னாதிபதியும் எதில் இருக்கு எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு பாருங்கள் நான் சொல்கிறது மரபணு படி சொல்லிருக்கேன் நட்சத்திரக்காரங்களும் எடுத்துக்கலாம் அதாவது லக்னப்புளியும் அதாவது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னா உங்கள் லக்னப்புள்ளியும் லக்னாதிபதியும் பூரட்டாதியில் இருந்தால் என்ன பலன் அதுவும் நான் சேர்த்தி சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இந்த பூரட்டாதி வந்து சூரியனோட கர்மா வருதுங்க அதாவது முன்ஜென்மத்தில் முற்பிறவியில் வந்து அப்பாவுக்கு துரோகம் செய்கிறது அப்பாவை சரியாக பார்த்துக்காமல் இருக்கிறது அப்பாக்கு நிறையா பிரச்சனைகள் கொடுக்கறது ரா பண்றது இதெல்லாம் பண்ணிருப்பீங்க இந்த ஜென்மத்தில் அப்பாவே உங்களுக்கு தலைவலியா வந்துடுவாரு நம்மளுக்கு என்ன அப்பாவே சரியில்லை அப்படின்ற ஒரு மைனஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மைனஸ் மட்டும் இல்ல அப்பா உறவும் உங்களுக்கு துண்டிக்கப்படும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா வழி உறவும் சரியா இருக்காது அப்பாவும் சரியா இருக்க மாட்டாங்க ஆனால் உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் வலுவா இருந்து சுபர்கள் பார்க்கறதா இருந்தா நல்லா இருக்கும் இருந்தாலும் ஜென்ரல் மோஸ்ட்லி மோஸ்ட்லி ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் பிரச்சனை தான் இருக்கும் அதுவும் லக்ன புள்ளியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதில் ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலே அந்த பிரச்சனை இருக்கும் ஒன்பதாம் இடம் அதே மாதிரி நீங்கள் ஜாமீன் செக்யூரிட்டி சைன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும் நிறைய சிக்கல்கள்லாம் மாட்டுவீங்க தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை உங்களுக்கு சரியா இருக்காது அது பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் நிறைய பேர் இருக்குது இந்த போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஜாப் ஜாப் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும் அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவரும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் இவங்களுக்கு சரியானபடி இருக்காது அதனால் ரீமேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கும் அதாவது லக்ன புள்ளியும் லக்னாதிபதியிலையும் உட்கார்ந்தா கண்டிப்பா டிவர்ஸ் ஆயிட்டு செகண்ட் மேரேஜ் வாய்ப்புகள் அதிகம் செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு பிரச்சனைகள் வரும் அதனாலதான் எந்த விதமான சைனும் நீங்க பண்ணக்கூடாது ஜாமின் செக்யூரிட்டி சைனும் எதுவும் போடக்கூடாது பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில சொல்றதும் கேட்டுக்கோங்க ஹெல்பிங் மைண்ட் தான் உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் கேட்டு நடந்துக்கிறது நல்ல விஷயம் நீங்கள் பிறக்கும்போதே குரு திசையில் தான் பிறக்குறீங்க முதல் பாதத்துக்கு சொல்கிறேன் கும்ப வீட்டில் தான் இருக்கு போராட்டத்தை நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு சொல்லிகிட்டு முதல் பாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு திசை முதல் பதினாறு வருஷம் உங்களுக்கு குரு திசை சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நல்ல படிப்பீங்க நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பீங்க ஒரு டீச்சிங் லைன்லோ இல்லை ப்ரொஃபஸராகவோ இல்ல பேங்க்ல ஒர்க் பண்றவங்களாவோ ஆடிட்டிங் பண்றவங்களாவோ இருப்பீங்க ஏன்னா குரு தான் அதிபதி உங்க வீட்டுக்கு உண்டான அதிபதி அவரே தான் குரு பகவான் தான் அதனால் நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போய் தான் உங்களை உட்கார வைப்பாரு பத்தாம் இடம் பலமா இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு புரட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்தில் அதையும் பார்க்கணும் பத்தாம் என்ன சுபர்கள் பாக்குறாங்களா நல்ல புஷன்ல சனி எப்படி இருக்காரு செவ்வாய் எப்படி இருக்காரு சூரியன் எப்படி இருக்காரு கவர்மெண்ட் ஜாப்னா சூரியன் முக்கியமா பாக்கணும் சூரியன் செவ்வாய் இம்பார்டன்ட் அதே மாதிரி குரு திசை உங்களுக்கு அட்டகாசமா போகுங்க பதினாறு வருஷம் எந்த சிரமமும் இருக்காது வீட்டுல உங்களுக்கு என்ன கேக்குறீங்களோ அது கிடைக்கும் அடுத்தது சனி திசை பத்தொன்பது வருஷம் பதினாறு வயசுக்கு அப்புறம் பத்தொன்பது வருஷம் பாத்தீங்கன்னா சனி திசை டிராவல் பண்ணுவீங்க அந்த சனி திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு உண்டான அதிபதியா அவரு சனி பகவான் அதெல்லாம் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் நிறைய போராட்டமான ஒரு வாழ்க்கையும் வாழ்விங்க ஆனால் லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகக்கூடியது அந்த சனி திசையில்தான் இந்த பத்தொம்போது வருஷமும் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜில் அதாவது காலேஜ் படிச்சுட்டு செட்டில் ஆகக்கூடிய டைமில் இந்த போராட்டத்தை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளோடு தான் உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆவீங்க அதாவது எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இருக்காது பெரிய அளவுக்கு யாரும் சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க நீங்கள்தான் தன்மிச்சு செயல்பட்டு நீங்கள் வின் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் உங்கள் லைஃப்பில் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பத்தொம்பது வருஷம் முடிஞ்சால் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வந்துடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் திசை பதினேழு வருஷம் புதன் திசை முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் புதன் திசை அந்த முப்பத்தஞ்சு வயசுலேயே சில பேர் செட்டில் ஆகிடுவீங்க ஏன்னா சனி வந்து உங்களுக்கு யோகராக இருந்து கருணாதிபதியாக இருந்தால் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க அது எந்த விதமான மாற்றமும் இல்லை உங்கள் ராசிநாதனே கும்பராசி கும்ப வீட்டுக்கு உண்டான அதிபதியே சனிதான் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நல்லாயிருக்கும் அடுத்தது புதன் உங்கள் ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் எட்டுக்கு உண்டான அயில்ஸ்தானாதிபதி விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கறதும் அதுதான் அதனால் எதிர்பார்க்காத பண வரவு எதிர்பார்க்காத வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான காலகட்டம் வந்து முப்பத்தஞ்சு வயசு கிராஸ் பண்ணும்போது தான் வருதுங்க கிட்டத்தட்ட பதினேழு வருடங்க ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகிடுது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள செட்டில் ஆயிடுறீங்க புதன்தசை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னென்ன பூர்த்தி பண்ணுமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ணிடுவார் ஜாப் நல்ல ஜாபாக இருக்கும் அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதெல்லாம் சூப்பராக அடுத்தடுத்து கிடைச்சி நீங்கள் செட்டில் ஆவிங்க தொழிலில் நீங்கள் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வந்துடுவீங்க சுற்றி இருக்கிறவங்களை மட்டும்தான் யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது ஏமாந்துருவீங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது கேது திசை வருதுங்க ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் ஏழு வருடம் வந்து கேது திசை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது அறுபது வயசு டச் பண்ணிடுறீங்க இந்த கேது திசையில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஞானகாரகனாக வராது உடல்நிலை தொந்தரவு ஏற்படும் தேவையில்லாத பிரச்சினைகள் சந்திப்பீங்க அந்த டைமில் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே அந்த டைம் வரும் நீங்கள் முன்னாடியே ஏதாவது பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு பின்னாடி வந்து பிரச்சனையாக வந்து நிற்கும் அந்த டைமில் ஹெல்த்தும் பாதிக்கும் தொழிலும் பாதிக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வழிபாடு பண்றது அறுபது வயசு டச்ட்டீங்க சுக்கரதிசை உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு நாலு ஒன்பது குட என்ற அதிபதி சுக்கர பகவான் தான் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருந்து யோகாக்காரராக இருந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய லக்கணத்துக்கு யோகராக இருந்து சுக்கர பகவான் நல்ல பொசிஷனில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யோகத்தை கொடுக்கும் அதனால் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்க டூர் போயிட்டு வருவீங்க அந்த டைமில் வந்து சுக்கரதிசையில் நிறையா வந்து டூர் போயிட்டு வருவீங்க அதர் ஸ்டேட் ஆகட்டும் அதர் கண்ட்ரி ஆகட்டும் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் ஆகட்டும் எல்லாமே அந்த டைமில் சுக்கரதிசையில் தான் நீங்கள் டிராவல் பண்ணுவீங்க லைஃப்பில் அனுபவிக்காத எல்லா விஷயமும் அந்த டைமில் தான் அனுபவிப்பீங்க அந்த அட்டகாசமான டைமை மிஸ் பண்ணிடாதீங்க அந்த சுக்கரதிசை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட எண்பது வயது வந்துடுது அதுக்கப்புறம் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் கோயிலுக்கு போயிட்டு வரது மன அமைதி தரது உங்களோட லைஃப்பை ட்ராவல் பண்ண விஷயம் எல்லாம் நீங்கள் சந்தித்து ரீ ரீகேப் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க வாழ்க்கையே ரொம்ப அற்புதமான வாழ்க்கையாக இருக்குங்க உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் சில மனக்கசப்புகள் இதெல்லாமே இருக்கும் எல்லா லைஃப்லேயுமே இருக்கும் வரும் போகும் உங்கள் லைஃப்லேயும் அது மாதிரி தான் இருந்திருக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு வின் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் யாரோட பேக்ரவுண்ட் சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு இருந்திருக்காது உங்கள் லைஃப்பில் அம்மா சப்போர்ட் இருந்திருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி அப்பா சப்போர்ட் வந்து இந்த லக்ன புள்ளி லக்னாதிபதியிலே பூரட்டாதினதுன்னா அப்பா சப்போர்ட் பெருசாக இருக்காது ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் எண்பது வயது வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அட்டகாசமான டைம் சொல்லலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவியன் எனர்ஜி ஹிமிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்